அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க நம்ம பார்க்க போறது ராகுகேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க எப்ப பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பயிற்சி ஆகுது ஏப்ரல் மாதத்துல இப்ப 2024 தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் எப்படி இருக்கு ரிஷபராசிக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க இப்ப ரிஷபராசிக்காரங்க வந்து ரிஷபராசிக்கும் பாக்கணும் அதே சமயம் நீங்க என்ன லக்கணம் அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க அதாவது மேஷத்துல இருந்து மீன மறைக்கும் தான் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருக்கும் உதாரணத்துக்கு ரிஷப ராசியா இருக்கலாம் மீன லக்கணமா இருக்கலாம் இல்ல ரிஷபராசியா இருக்கலாம் மேஷ லக்கணமா இருக்கலாம் அதனால அந்த மேஷ லக்கணமோ இல்ல ரிஷப லக்கணமோ இருந்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வராரு கடந்த ஒன்றரை வருடமா பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டுல தான் இருந்தாரு ராகு பகவான் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அவமானங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டு உங்களுக்கு மன உளைச்சல்கள் நிறைய சங்கடங்கள் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க தாங்கி பிடிச்சிருப்பீங்க எனக்கு ரிஷப வீட்டுல ராகு பகவான் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துல அதாவது கலத்திரஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் வந்து கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஒண்ணுமே இருக்காது அந்த இடத்துல பிரச்சனை பூதாகரமா விதிச்சு ரொம்ப பெரிய சிக்கல்களை இன்னல்களை ஒன்னு ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டங்களை வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதாவது லைஃப் பார்ட்னர் அதாவது ரிஷபராசியோட லைஃப் பார்ட்னர் மூலிமா நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்க இந்த ஒன்றரை வருடம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க என்ன ராகுபகவானும் கேது பகவானையும் வச்சுதான் இப்போ நம்ம சொல்ல போறோம் இப்போ இனி கவலை வேண்டாம் என்ன பனெண் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகுபகவானராரு அதனால நீங்கள் கவலையே படாதீங்க உங்க பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய டைம் உங்கள் ஹெல்த் வைஸ் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் இனிமேல் அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது அதிகமாக வந்து ஹெட் பேக் பெயின் ஸ்டொமக் பெயின் தான் அதிகமாக உங்களுக்கு வந்திருக்கும் அதனால இந்த பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வந்து படிப்படியாக உங்களுக்கு சரியாயிடும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க ஏழாம் இடம் கடந்த ஒன்றரை வருடமா பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பக்கம் ஞானத்தை கொடுக்கறது அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து நிறைய ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக டூருக்கு போகிறது அதாவது ஆல் ஓவர் இந்தியா இல்லை வேர்ல்டு டூர் கூட சொல்லலாம் அதனால் ஆன்மீக சுற்றுலா வந்து பயணம் வந்து நீங்கள் பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருந்திருக்கு நிறைய பயணம் பண்ணியிருப்பீங்க அதனால நல்ல விஷயம் தான் ஆனா வந்து ஒற்றுமை வீட்டுல ஒரு உம் மன ரீதியான பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா ஆகிறது இந்த மாதிரி விஷயம் டிவோர்ஸ் வரைக்கும் போற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றைய ஆண்டு காண்டவா உங்களுக்கு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா இருக்குவங்க கூட ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ரிஷப வீட்ல இருந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் வராரு கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராரு அப்ப உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வருதுனால விபரீத ராஜயோகம் பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறாம் இடத்துல கேது பகவான் ரொம்ப சிறப்பு ஆனா ஆறாம் இடத்துல கேது பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால மறைமுக எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது வந்து உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு மூலயமா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவானை வச்சுதான் நம்ம இதை ராகு கேது பயிற்சி சொல்லணும் டோட்டல்லா நம்ம பார்க்கணும் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா வந்து தாய் தந்தைனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதிகமா நீங்க வந்து வெளி பிரயணங்கள் ஒன்றரை வருடம் பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபாரின் குறிக்கக்கூடிய இடம் தான் ஐநசைன போகன்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டு ஒருங்கக்கூடிய இடம் ஆனா ராகுபோகன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களால சரியான ஒரு தூக்கம் இருக்காது உங்க பிசினஸ் விஷயமாவோ உங்க வேலை விஷயமாவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க எஃபோர்ட் போடும் நைட் வந்து உங்களுக்கு தூக்கம் அதிகம் இருக்காது அதனால கண்டிப்பா வந்து மெடிடேஷன் ஒவ்வொரு சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தான சனி பகான் இருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு தொழில் தொழில்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது அதே மாதிரி சனி பகவான் பயிற்சி அடுத்தது கும்ப வீட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு இன்னும் அட்டகாசமா இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் பயிற்சி வந்து ஏப்ரல் மாதமே உங்களுக்கு மீனத்துக்கு வந்துடுவாருக்கு ஆட்சி பெற்று வந்து வரும்போது என்ன சகோதர சகோதரி ஸ்தானம் குறிக்குது அவங்க மூலயமா வந்து அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதினோராம் இடம்ன்றது மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்குது அதே மாதிரி பதினோராடம் லாபஸ்தானத்தையும் குறிக்குது அதனால லாபங்கள் உங்கள் தொழில வந்து ஈட்டக்கூடிய லாபங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்து நீங்க பயன்படுத்திங்க அந்த லாபங்களை வந்து ஒரு சேவிங்ஸா மாத்துறது பணமா வந்து கையில நீங்க வச்சுக்காதீங்க ஏதாவது ஜுவல்ஸா வாங்கறது இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்ல வேற எதாவது வந்து போட்டு வச்சீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடுங்க கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க அதிகமா செலவுகள் ஆகும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுபகன் வர்றது விரையஸ்தானமும் கூட யங்கள்லாம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கோங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பா வரும் அதுக்கு பதிலாக தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது சுப செலவுகளா பண்ணிக்கோங்க அந்த மணி உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ற அமௌண்ட் அதாவது லாபஸ்தானம் ஆட்சி பெறும்போது நல்ல லாபங்கள் வரும் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஜுவல்ஸ் வாங்குறது இடம் வாங்கி போறது வீடு கட்டுறது அதுல ஏதாவது பண்றது டெபாசிட்ல பணம் போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீங்க சேவிங்ஸ்க்கு கொண்டு போனோம் இது கண்டிப்பா பண்ணுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தையும் வந்து அதிபதி வந்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் நீங்க கவலையப்படாதீங்க ராகு பகவானும் அதாவது ரிஷப வீட்ல இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகள் கவலைகள் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க பொருளாதார பிரச்சனைகள் எல்லா விஷயத்துலையுமே ஒரு தடங்கள் ஒரு லேசினஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் சிந்தனைகள்லாம் நிறையா இருந்திருக்கு அதனால வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் மஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப்ல போயிட்டு கூகுளில் வந்து நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஓம் சாண்டிங் போட்டிங்கன்னா வரும் அந்த ஓம் சாண்டிங்கை வந்து தினசரி வந்து காதில் கேட்டிங்கன்னா கூட போதுமானது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து அமைதியாக உட்காந்து அதை கேளுங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து இத வந்து ஓமை வந்து கவனிக்க ஆரம்பிங்க வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்க இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க பண்ணி ஆகணும் பண்ணும் போது உங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் எல்லாமே நடக்குங்க நிம்மதியான ஒரு தூக்கம் ஏன்னா முக்கியமா உங்களுக்கு தூக்கம் தான் பிரச்சனைங்க இப்ப கொஞ்ச நாளாவே உங்களுக்கு தூக்கம் சரியா கிடையாது இருந்தாலும் இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றதுனால அந்த தூக்கத்தை கண்டிப்பா குடுக்க மாட்டாரு அது கேரண்டியா நான் சொல்றேன் ஆனால் அந்த இடத்துல தூக்கம் வரணுன்னா தியானம் பண்ணால் மட்டுந்தான் யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்கு வாங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா தூங்குவீங்க அப்ப இனி பழைய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அந்த பேர்டன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா உங்க தொழில உங்க வேலையில தான் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க தொழில் தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு புது தொழில் அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு புதுதா ஒரு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை வேலை வாய்ப்புல வந்து உட்காருவாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய தசா புத்தி அதாவது உங்களுடைய என்ன தசை என்ன புத்தின்னு பாருங்க அதே ராகு தசையோ இல்ல கேது தசையோ வந்தா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அதுவும் நான் ஓபனா சொல்லிடுறேன் என்ன ராகுதசையும் கேது தசையும் வரும்போது உங்களுக்கு பிரச்சனையே கொடுப்பாங்க இதே சுபர்களுடைய தசை அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கு சுபர்களுடைய தசை வந்தது வந்ததுன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு மீன மீன லக்கணம்னு வச்சுக்கலாம் நீங்க ரிஷபராசி மீன லக்னம் குரு பகவான் வராரு கரெக்டா பதினோராம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு வரும்போது மீன லக்கணத்துக்கும் வந்து அதுக்கு அதிபதி குரு பகவான் அப்ப உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா டாப் மோஸ்ட் நீங்க எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதுல நம்பர் ஒன்னா இருப்பீங்க அது எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குங்க அதனால ஃபுல் எஃபர்ட் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்க இறங்க போறீங்க தொழில அதனால கட்டாயம் வின் பண்ணாத நீங்க வெளியே வரமாட்டீங்க ரிஷபராசிக்காரங்க ஆனா பொதுமையா பாத்தீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க ஆனா எல்லா லக்கனமும் பார்க்கணும் அதை நீங்க கண்டிப்பா பாருங்க ரிஷபராசி ரிஷப லக்கணமா இருந்தே இல்ல ரிஷபராசி கன்னியா லக்கணமா இருந்து இல்ல ரிஷபராசி தனுசு லக்கணமா இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா தான் இங்க டீல் பண்ணுவாங்க அதாவது சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க பொறுமையா கலியாளுவாங்க அதிகமா டக்கு டக்கு டக்குன்னு பேசிட மாட்டாங்க அது வந்து ஒரு பிளக்சுவன் பிளக்சுவேஷனா இருக்கும் உங்களோட பேச்சு வந்து ரொம்ப அமைதியாவும் பேசுவீங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து ஆணித்தனமா உறுதியா வைப்பீங்க ஆனா மேஷ ராசியோ மற்ற ராசிகளோ பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வெளிப்படையா பேசிடுவாங்க ஆனா அவங்க மேலேயும் தப்பு இல்ல மனதுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அந்த ராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய்க்குண்டான அதிபதி மேஷராசி விருச்சகராசி எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க அதே மாதிரி மகர ராசி கும்பராசி அப்படிதான் நல்லா பேசுவாங்க பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் ஆனா ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் பொறுத்து இருந்து நம்ம விஷயத்த வந்து நம்ம நகர்த்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கண்டிப்பா வந்து இவங்க வெற்றி அடைவாங்க கண்டிப்பா இந்த ஒன்றை வருடம் எப்படி இருக்கு அதாவது இப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி டீல டூல ஆரம்பிக்குது ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு ராகுக்கேது பயிற்சி ஆகுது இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா குரு வந்து நகர்ற பொஷன் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால சுபர் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது நீங்க வெளிநாட்டுக்கு சென்றதுக்கு அங்கே வந்து நீங்க வந்து ஸ்டடிஸ் பண்ணணும் இல்லை அப்ராட்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த தடவை பாஸ்போர்ட் எடுங்க கண்டிப்பா நீங்க வந்து அப்ராட் போவீங்க அதுக்குண்டான சக்சஸ் வந்து கண்டிப்பா நடக்கும் ஆனா அதோட உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்றத அந்த சாட்டை பாத்துருங்க அத பார்த்துட்டு உங்க லக்கனா என்னன்னு பாருங்க அதுக்கு உண்டான பலன்களும் கண்டிப்பா நான் சொல்லி சொல்வேன் நான் இதுக்கு மேல கண்டிப்பா என்னோட ஃபுல்லவே ஸ்கிப் பண்ணது பாருங்க இந்த ரெகுலரா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒவ்வொரு ராசிக்கு உண்டானதும் இருக்கும் நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதாவது பர்சனலா ஜாதகம் பாக்குறதா இருந்தா என்ன என்னோட காண்டாக்ட் பண்ணுங்க கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என் இருக்கு சரிங்களா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானமும் நல்லா இருக்கு இப்ப தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் அப்போ ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்குங்க இந்த ராகுகேது பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி தொழில் முன்னேற்றங்கள் தனவரவு பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைத்த காரியம் நிறைவேறது எல்லா விஷயமே வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தையும் குரு பகவான் டைரக்டா பாக்குறாரு அப்பா, அட்டகாசமா இருக்கும் போது சுக சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் வண்டி வீடு வாகன யோகங்கள் எல்லாமே அமையும்ங்க உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது ஆம்பிஷன்ஸ் அதாவது நான் ஏதாவது சாதிக்கணும் நான் இந்த ஃபீல்ட்ல வந்து நான் கண்டிப்பா ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு அதாவது டூ தௌசண்ட் இருந்து டூ எண்டுக்குள்ள கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முயற்சி பண்ணுங்க ஆனா தூக்கத்துக்கு வந்து நான் சொல்லக்கூடியது மெடிடேஷன் இல்ல யோகா இந்த ரெண்டு விஷயமே வந்து ஃபாலோ பண்ணுங்க இது வந்து யூடியூப்ல பாத்துட்டு கூட நீங்க பண்ணலாம் ஒன்னும் தவறில்லை ஆனா ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா இதை மஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க கண்டிப்பா வந்து பண்ணணுங்க ரெகுலரா வந்து உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டே வந்து வரும்போது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படி படிப்படியா தீர்ந்துருங்க உங்களோட பிரச்சனைகளே இருக்காது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதனாலதான் குலதெய்வ வழிபாடு சொல்றேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுபகான் இருக்காரு நல்லதுதான் செய்வாரு இருந்தாலுமே ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆஹ் மனோ ரீதியான பிரச்சனைகள் மறுபடியும் வந்து வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்கும்போது உடல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான் ஆனா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அஹ் ரொம்ப இல்லாதவங்க அண்ணாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுங்க அதாவது ஹோம்ஸ்கெல்லாம் நீங்க நிறைய டொனேட் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது நீங்க ஃபுட்டாவது ப்ரொவைட் பண்ணுங்க இது பண்ணும் உங்களுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கரெக்டா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது சனியை ஆக்டிவேட் பண்றதுக்கு பாருங்க சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவானு நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ வந்து ரொம்ப முடியாதவங்க கை கால் ஊனம் விட்டுறவங்க ஹோமுக்கு அந்த மாதிரி அதிகமா நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து அடுத்த கட்டத்துக்கான போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி அது குட்கர்மாவே நீங்க பண்ற மாதிரி அர்த்தம் இந்த ராகுக்கேது வந்து உங்களுக்கு பயிற்சி ரொம்ப அட்டகாசமா இருக்கு குரு பகவானையும் வச்சுதான் சொல்லியிருக்கேன் சனி பகவானையும் வச்சு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு இருந்தாலும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க என்ன லக்கணம் என்ன தசா புத்தி அந்த பாருங்க அதை மெர்ச் பண்ணி இந்த ராசி நான் சொல்லிட்டு இருக்கேன் ராசிக்கான லக்னத்துக்கான பலன்கள் இத வந்து கண்டிப்பா நீங்க லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் பார்த்துட்டு ராசிக்கு உண்டான பலன்களையும் பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்